மாத மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்திக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தைக்காக கூட கட்டுரை வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன் ஏற்கனவே சொல்ல இந்த வார்த்தை தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கான வார்த்தையாக நான் சொல்வதில மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுல உங்களிலிருந்து யாராவது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கான இருப்பீர்கள் என்றால் அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் இருக்க வாய்ப்பே இல்லை கதை இந்த வருஷத்துல நமக்கு இரண்டாயிரத்தி விழி எழும்பு சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போயின்ற ஒரு அருமையான தீமோடு கூட பயணிக்கீர்கள் என்றால் எழும்புவீர்கள் என்றால் அல்லது விழித்து எழும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு நடக்கிறதான மேன்மையான நான்கு காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாசிப்போம்மா மூல வசனத்தை நாம் வாசித்து இந்த நாள்ல நாம் பேச போகிற ஒரு அற்புதமான காரிய குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் எல்லாருடைய இறுதியும் உங்களோட மனதும் திறந்ததாக விசேஷமாய் உங்களோட பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் வாசிப்போம் நியாயாதிபதிகள் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போம் मेरे मेरे पाठ पाड़ भारत ये एवं कविना गोविंद कुमार ने मेरी सिरयाकिनों को सिरयाकिनों को एमेन हालेलुया आ इंग्लिश लबासिंग है अवे अवे डेबोरा mm. अवे अवे आफ्टर सॉन्ग अलेस भारत लीड अवे योर कैप्टन्स सो सन ऑफ अमीना एमेन हालेलुया कम ऑन एवरीबॉडी सेलिब्रेट द वर्ड ऑफ गॉड यू नो Today I am going to talk about the second aspect of when you awake and arise What will happen to you and the two things I will talk about The first thing that we have to go to the next day is Tell me, Satham, you will be the door for புதிய வாய்ப்புகளை உருவாக்குற வாய்க்காலாக சேனலாக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் விழிப்பீர்கள் என்றால் எழும்புவீர்கள் என்றால் இன்றைக்கு இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்ல போகிற அல்லது பேச போகிற இந்த தலைப்பு நீங்கள் உந்துதலின் காரணியாக கத்திர மாற்றுவார் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு கருவியாக உற்சாகப்படுத்துகிற ஆயுதமாக கத்திரங்களை மாற்றுவார் ரொம்ப ரொம்ப அழகான காரியம் யாரு என்ன என்றது யாரு விழிக்கிறவர்களையும் எழும்புகிறவர்களும் நீங்கள் மற்றவர்களை உந்துதல் கொடுக்கிறவர்களுக்கும் அல்லது உற்சாகப்படுத்துகிற நிலவரத்துக்கு கத்திரங்களை வைப்பார் you will be the source of inspiration everybody need inspiration in life everybody inspiration annade what is inspiration ha huh? seriously சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஈர்க்கப்படுகிறது ரோல் மாடல் வேற you know that idhu pakka an answer you you have to do this thing inspiration inspiration a huh? example yeah example role model okay but inspiration is a is a switch action en switch en kettingna it's a inner force ellam solunga paakala come on come on come on inner force What is that? It's a switch for an inner force. Don't you tell me about this? What is the inner force? Where is the inner force? And the inner force is the inspiration. Or some of the act or some of the things switch on that inner force and that is called inspiration hallelujah when you get that inspiration you tend to do impossible things in your life what oh, is being why you need inspiration inspiration enakku saapradhukku inspiration sollranga kaiyila verthi kaatunga no ah ana inspiration irukke inga av kai kaatra thoonguradhukku enakku inspiration venum sollranga kaiyila verthi kaatunga தூங்குறதுக்கு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் டு பிரிங்க் அவுட் யூடன் பொட்டன்ஷியல் What is unmasked? You have to be dead. You have to be dead. You have to be dead. You have to be dead. You have to be dead. You have to be dead. The switch to inner force. That is called inspirations. That inspirations is very much available for all of us. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்பயர் ஆன பீப்புளை நீங்கள் கேட்டீங்கன்னா யூ விட் ஆஃப் அக்கார்டிங் டூ யர் இன்ட்ரெஸ்ட் அக்கார்டிங் டூ யார் உங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ அதை பொறுத்த சொல்வீங்க பூஜிக் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நிக் பூஜிக் ரெண்டு கையும் ரெண்டு காடும் இல்லாமல் பிறந்தவர் ஆஸ்திரேலியன் பார்ன் பட் டுடே இஸ் multi-millionaire, entrepreneur, business man, motivation speaker so, What are we going to do with you? He is a source of inspiration for many people Do you remember Jessica Cox? Jessica Cox is saying that you don't have two legs But if you say that you don't have two legs நாம ரெண்டு கைகளால் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் ரெண்டு கால்களால் செய்து அவங்க பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு கிட்னஸ் புக்ல அவங்களுடைய பேர் இருக்கிறது ஜெசிகா காக்ஸ் பிகாஸ் திஸ் இஸ்விட்ச் புரிஞ்சவங்க செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் முன்பாக நான் பேசிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் எப்பொழுது அந்த காரியங்கள உங்க உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார் என்ற துடிப்போடு நான் பேசிக்கொண்டிருக்கேன் switch on progress all the process eppona umalukku nadakkalam enna nimidathil venam nadakkalam neenga you can switch on or you can switch off that that force today the topic is inga vidivi thevaralai elumbu paarakke indru solli inga sollaana indha vathin pinnathil pinnanila inga vilu vilithu elumbina ivargalude vaalkkila பார்க்க போகிறோம் சில சுவிச் ஆன் பண்ணாங்க சில சுவிச் பண்ணிட்டாங்க என்ன நடந்ததுனால என்ன நடந்தது என்பதை பார்க்க போகிறோம் என்ன பாருங்க என்ன சொல்றாங்க நான் இஸ்ரோவெல்லி தாயாக எழும்பினதுனால என்று சொல்லி அவர்கள் தன்னை விழித்து எழும்பின ஒரு பொசிஷனில் மாற்றிக்கொண்டபடினால அந்த தேசத்தில் ஆண்டவர் யாரை எழுப்பினார் அநேக பெண்மணிகளை இவர்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எழும்பினார் அதனாலதான் பார்த்தீங்கன்னா சிசிராவை கொன்றது யார் யார் கொன்றது படைத்தளபதி அல்ல சேனாதிபதி அல்ல யார் மூலமாக கொன்றது ஒரு ஒரு பெண்மணி மூலமாக இந்த யாபின் உடைய சேனாதிபதியார் காரணியாக இருந்தாங்களுக்குள்ளே யாபீரின் சீக்கிரமா யார் எடுத்து வாசிக்கிறார் i namade ha ha the wife of herber the k knight of 10 dwelling women most blessed hm and tamil vaasinge hm 24 24 fifth chapter 24th verse hm mm. dikrthile keni rao அவள் அந்த இன்ஸ்பிரேஷன் வருகிற நேரத்தில் என்ன கேட்கிற அருமையானவர்களே இங்க யாகேலுக்கும் பாராக்குக்கும் என்ன வித்தியாசம் பாராக்குக்கு இப்ப தெபுரால் தேசம் முழுதும் அவளை பற்றி எடுத்துக்கொள்ள நிமித்தமாக என் வாழ்க்கை நான் என்னுடைய நானாவது இதை மாற்றி எழுத வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வந்தவங்க பாராக்கு இந்த செய்தியை கேட்கிறான் பாராக்கு அழைப்பு கொடுத்து அனுப்புறாங்க யாரு உனக்கு கிடைக்காது வேறொரு ஸ்திரீக்கு சகோதரிக்கு அல்லது ஒரு பெண்மணிக்குதான் அந்த மேன்மை கிடைக்கும் என்னன்னா தெரியுமா காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்பிரேஷன் வரும்பொழுது அந்த இன்ஸ்பிரேஷனை இன்ஸ்பிரேஷன் வந்தபொழுது அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ண தயங்கிட்டான் அல்லது அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவன் தவறிட்டான் அவன் இருந்தாலும் அவன் மற்றவங்களை சார்ந்து போகிறான் அப்ப தெபரால் சொல்ற உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா அந்த வெற்றியோட மேன்மை ஒண்ணு சேராது ஒரு பெண்ணுக்கு நான் அந்த வெற்றி கொடுக்கிறேன் ஏன்னா நான் அழைக்கல நான் அவகிட்ட சொல்லல PERSON Amen. Hallelujah. Thank you, teacher. Thank you. Are you getting it? Are you getting it? Yes, sir. Inspiration is flowing around. God, in fact, God is God of inspirations. You know that? You can pick up your inspiration at any time. While cooking, while sweeping, while playing, while you're working, while you're traveling, anytime your inspiration is on your way, you should be responsive to your inspirations. என்னம்மா பார்ப்பீங்க அப்ப வந்து ஒளியும் ஒளியும் பாத்துருக்கீங்களா பொதுகை வரும் அப்போ படம் பாக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருந்தால் நீங்கள் லக்ஸூரியஸ் ராயல் ஃபேமிலின்னு அர்த்தம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு ஐம்பது பைசாவும் ஒரு ரூபாவும் கொடுத்து அவங்க வந்து அந்த படத்துக்காக காத்திருப்பாங்க அப்புறம் வீட்டில் ஒரு வீட்டில் டிவி இருக்கும் அந்த வீட்டில் சுற்றியில் இருக்கிறவங்க வாசலில் உக்காந்து டிவி போ இது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி நடக்கிறதுக்கு அழைக்கிறாங்க கத்திரி வசனத்தை கேட்கிறவங்க இருதயத்தை திறந்து நல்ல ஆழமா இந்த விதையை பெற்றுக் கொள்ளுகிற விதத்துல கேளுங்க அப்போ அவர் அந்த காலம் எல்லாம் போர்ட் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி பைபிளை திறந்து அவர் படிச்சிட்டு இருக்காரு படிக்கும் பொழுது ஒரு வசனம் ராஜாவை மனதில் கூட நிந்தியாது ஆகாயத்தின் பறவைகள் அந்த செய்தியை அவனுக்கிட்ட கொண்டு போகும் படித்தவருக்கு ஒரு அச்சரியம் எப்படி நம்ம மனசில் நிந்திக்கிறத ஆதாயத்து பறவைகள் போய் ராஜாவுக்கு சொல்லக்கூடிய சிக்னல்ஸ்க்கு அது தெரியுமா தெரியுமா தெரியும் அங்கே தான் இப்போ யோசிக்க அப்போது காட்ஸ் கிரியேஷனில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கா அப்போ உடனே இவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து இ ஸ்டார்டட் ட்ரீமிங் அபவுட் அ சேனல் கேப்சரிங் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஆல் த கிரியேஷன்ஸை பற்றி கேப்ச்சர் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்த உடனே இவர் நேராக அங்கே போய் போர்ட் மீட்டிங் சொல்கிறேன் டுடே ஐ ஹவ் அ குட் நியூஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அந்த சேனல் வந்து அனிமல்ஸ் பற்றியும் பேர்ட்ஸ் பற்றியும் ஜாகிரஃபி பற்றியும் சொன்னோடனே எல்லோரும் சிரித்தாங்க inspire people and nobody else can stop thank you for the one amen on hallelujah this person arambicha adida iniki national geographic channel university are the washington dc headquarters idu ulaga muludum ella country ilum virumbapadugira channel a maarirkunna and the inspiration He picked up in the morning in his routine reading the Bible. And that is why I am telling you, every youngsters who is hearing this word, this is the prophetic time. In the days of this, the time you have the hidden potential, the time you have the hidden potential, the time you have the hidden potential, the time you have the hidden potential, you receive the prophetic. GOD WILL BRING bring bring THIS this this OUT out out we see இந்த switch switch-off off சுவிட் லிஸ்ட் யார் யார் நீங்க வாசிக்கலாமா அதனால அவனுக்கு மேன்மை கிடைக்கல சிலருடைய இன்ஸ்பிரேஷன் புகுத்த வேண்டியதாக இருக்கும் சில காட் வில் கிவ் யூ திங் பட் நாட் கம் ஃபார் யூ The main map is that you pick up your inspiration You respond to that inspiration Your glory will come and fetch you Hallelujah You will receive that honor Amen. So let's switch off the list First Who will we see? Ruben Do you see? Who? Ruben Do you see? ஐயோ எங்க இருந்து சொல்றோமா அப்படின்னு நினைக்காதீங்க அதிக அதிகாரத்துல தான் இருக்கு நியாயாதிபதி வாசிக்கலாம் வாசிங்க பாக்கலாம் பிரிவினைகளால் என்ன மிகுதி ஆயிடுச்சு மனோ விசாரங்கள் விரோதமாக ஒரு யுத்தத்தை செய்வதற்கு எழும்புறாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் பரவது அடிமையில் எங்க தங்கிவிட்டானா எங்க தங்கிவிட்டானா இந்த பகுதி நீங்க வாஸ்தவ மந்தைகளின் சத்தையும் எங்க சிந்தனைகள் உங்களுக்குள்ளா செய்ய வேண்டாவா ஐயோ இதை செய்த இப்படி ஆகிடும் அது செய்த இப்படி ஆகிடும் இவங்க இப்படி தப்பான்னு நினைப்பாங்க என்ன இவங்க தப்பாக நினைக்கிறாங்க அவங்க என்ன இப்படி பார்க்கறாங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க இதை நான் செய்தா இப்படி ஆயிடும் அது செய்தா அப்படி ஆகிடும் இந்த பிரிவினைகளின் சிந்தனை தான் டபுள் மைண்ட் ரூபன் டபுள் மைண்டட் பீப்புள் யூ கேன் நாட் பிக் அப் யுவர் இன்ஸ்பிரேஷன் இஃப் யூ ஆர் அ டபுள் மைண்டட் பர்சன் அண்ட் யூ லூஸ் Your Honor." Upon your сегодняшний calling amongurns, what happened? Not his job, he attempted doubt these Puisquake officers. Because he lost his inspiration, because he was, he was very double minded he was tomatyn vớiclotha. Poss peuples months of Okey- originated. Aí he sang Britney. Beeps until he got hot within his mind. Bilstoo that he gots from those many who are sweet. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் டயர்டாண்டே பாடி பைபிள் மனசு இருக்கும் அந்த நேரத்தில் வந்துடும் டக்குன்னு அவ்வளோதான் போயிடும் bible was coming in and standing but you get distracted because you are a dumb minded person you're not picking up the inspiration maybe if if you had picked up the bible at that time ninga or a national geographic channel mari innoru channel e aarambikkedathukku oru waypa agirundukala now baba ramatule yes i are you getting it everyone are you getting it when you really arise and awaken நீங்கள் விழிக்கும் பொழுது எழும் பொழுது விழித்தெழும் பொழுது உங்களோட வயசு இல்லை உங்களோட ஸ்டேட்டஸ் இல்லை உங்களோட bank balance இல்லை உங்களோட என்ன நிலவரத்தில் இருக்கீங்க யார் எப்படிப்பட்ட என்ன கலர் என்ன தகுதி அதெல்லாம் பொருட்டல்ல it depends how you're picking up your inspiration how open you are so the ruben It represents double-mindedness. So double-mindedness is the first enemy of your inspiration. When you switch off, you can do it. You can do it. You can do it. Now you can do it. You can do it. It also represents procrastination. You can do it. You can do it. இங்கே ஒரு அந்த படப்பையில் இருக்க சேர்மன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன்னு அழகாக எழுதியிருக்கேன் கேன் டூ லைக் தட் திங் அவங்க பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்க காலம் சரியா இருக்கா நேரம் சரி இருக்கா நல்ல காலம் இது இந்த காலத்தில் பண்ணால் நல்லா இருக்குமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணா அதுக்குள்ள they will pick up all the things so the first enemy is double mindedness you have to resist that ruben stayed not going with the inspiration crowd because he was double minded he was hearing too many noises he was hearing too many voices i'm telling you if you hear too many voices unwanted voices you will be totally confused you have to hear the only voice the voice of god hallelujah the word of god voice and you're keeping na there will no be confusion double mindedness apdi oru vela namathil irkum engalrendal today take a step to drive away that day. amen amen am i ready to drive away with my double bindedness ready yes. i want to take a deep decision solrunga kai la uyarthi solunga pakala i want to take a deep decision solunga i want to take a determination decision uh, at now amari in the words are so powerful irandavathu <sighs> அதனாலதான் பாருங்கள் ரூபனுக்கு பாராட்டுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க மனோ விசாரங்கள் மிகுதி பண்ணிட்டே இருக்காஸ்வின் Take that force and achieve it. Yes, thank you. The second thing that you can say, Where are you going to learn? I am not a person, I am not a person, but I am not a person. I am not a person, but I am not a person. Okay, so I am not a person. It's a vast crowd. Okay? I am just picking the top 3 uh, things for you. okay yedu ungal inspiration switch off pandradenradhe indruku moondru kaaryangala mattum solra and so i'm telling this is for a prophetic season this is for the prophetic people not for everyone this message is for the prophetic rising of younger generation i'm telling you seriously if you believe it raise it accept it and build on it the second switch off panna category la yare paakkrom எங்க When you are hooked up into your routine work, and that is why If they are doing what they are doing, this is what they are going to fix inside of you. No, beyond that, that is an inspiration God has kept for you. Where? Where? Where? Where? Where? Where? Where? Where? Where? இந்த மனுஷர்கள் இருக்க வேலைகளில் அந்த கப்பலில் இருக்கிறதான வருமானத்திலேயோ அல்லது கப்பலில் இருக்க வேலையிலோ அவர்கள் தங்கிவிட்டால அவர்கள் இன்ஸ்பிரேஷன் அல்லது நாட்டுக்காக செய்ய வேண்டிய இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனை தங்கிவிட்டாங்க ஒருவேளை கப்பல் அவங்களுக்கு அதிக பணம் கொடுத்துருக்கலாம் வேலையை கொடுத்திருக்கலாம் இன்னும் வலுவலாம் இன்னைக்கு நிறைய பேர் தமிழக இன்ஸ்பிரேஷன் போறதுக்கு உங்களுடைய ப்ரொபஷனுக்கும் டிஃபரன் பேருக்கு தெரியாது உங்களுக்கு படிக்க வைக்கணும் சாப்பாடு துணி மணி வாங்கணும் இதுக்காக And that is why you feel, you feel examples like this Colonel Sanders I will tell you the game Who is Colonel Sanders? KFC KFC owner At what time he started the KFC concept? Fried Chicken Are you telling me? In 65 he picked up the inspiration And that is why age is not a matter Your information is not a matter தோல்வி ஒரு மேட்ரி இல்லை சிக்ஸ்டி பைவ் இயர்ஸ் அப் த இன்ஸ்பிரேஷன் பிகாஸ் he was not satisfied in his job his job was up to 65 years varukum our family run panradhukum avade nithradhukum athevi aranje he went on to put in the paper he went on to do some other work he did many profession he did but there was a vocation there was a vision what god has kept for him he picked that in the age of 65 and he made it a big hallelujah people run and today even today na pa adikkum bodu i was so so inspired at the age of 89 la he surrendered himself fully to christ 89 la poi mulukna anasana edtharam namm mudikavum la 89 la 86 and avrude kfc ude athana shasiyam ee road to salvation army canada there's a royalty full it goes to it goes to salvation that is the inspiration that is the inspiration because he was not confined to his job he was not a work the job in many people aim meeting varla brother in personal work la maatigita yeah in the sayle i'm stuck in my work na idu panita na idu maatigita no everyone will have that thing in spite of the thing rising that that shows you are an inspired person so you should be very very careful you should not be hooked up in your work anala velaila manda maavum irukka kuda araguriya iruknu sol sol ayu understanding what i mean don't pick up the wrong notions you should give your best in your work you should be a best in your job because it starts from there only but that has a difference when it comes to inspirations <laughs> bill gates odiye evu paakumbodal bill gates odiye appa enna varundarana lawyer natural, you to say, you to a undara appa avaru naturally avanga maganukku enna advise panvara niyo lawyer aagina advise vandirukku but he went on to do something very different adu abroad university la seat kadeyathu periya vishayam kadacha piragu first year he said i'm not going to go to college i'm going to write software i'm right i'm going to write a code code and, code and i'm going to form a company his parents after deep discussion gave him to his inspiration and today he became the number one richest person in the world Because, he picked up the inspiration. He was not hooked up in his work, job. The third aspect, which you have to switch off the inspiration, Do you know who you are? Who is it? Aasir Manishar. Aasir Manishar. What did you do? Aasir Manishar. Aasir Manishar. Aasir Manishar. Aasir Manishar. Aasir Manishar. என்னது போட்டு காட்டுகிறது சரி வேற வேற சொல்லி அப்புறம் என்ன வாட் இட் மீன்ஸ் இருந்தீங்க You go to unnecessary things, what it shows? You are seeking after leisure and entertainment. Your comfort zone. Your sophisticated life. Your luxurious thing. It makes you a comfort zone. That's why you can see that one thing. You can see that one thing. You can see that one thing. You can see that one thing. You can see that one thing. நீ நீ கடல் கரைது ரச this generation this message for all the online youths idha paakkaraanga oru vela neenga idha paapringa therilla but samayathula paper la paakumbodhu my heart broke my heart bro por padathe release kaga oru ilam thambi ah mele aeri dance adikira mundu settu poida he lost his life he loses his inspiration he's not lost his life he lost total inspiration because why is art was full of entertainment lisha he lost his mind he lost his inspiration So, there is a group of people who who who are up, who are are inspired up from the அருமையானவர்களே தங்களோட முடியாத இயலாத காரியத்திலிருந்து அவர்கள் எழும்பி அவர்கள் ஒரு வெற்றி வாகை சூட அவர்கள் போகிற அந்த கட்டத்தில் இங்க பார்த்தீங்கன்னா மூன்று கூட்டத்தாரை பார்க்கணும் மூன்றாவது வாசமாக இருக்கிறவர்களுக்குள்ளே அவள் எப்படிப்பட்டவளா இருந்தால் என்ற பெயர் பெற்றார் நீங்க எங்க வாசகம் செய்த பங்களாவில் வாசம் செய்தது ஆகே ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீ இருக்கிற இடம் பொருட்கள் எழும்புவீர்கள் என்றால் நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுப்பீர்கள் என்றால் மேன்மே உன்னை தேடி வரும் மேல இல்லையா ஆசீர்வாதம் நீங்க ஆசிர்வாதத்தை தேடி போகவே வேண்டாம் உன்னுடைய ஆனர் உன்னுடைய If you are picking up your inspiration at the right time. So, switch on category, Yahil, Sebulon, Naphtali, Isakar, all of them are in the early days. You can say that Sebulon, you can say that you can say that you can say that. You can say that you can say that you can say that you can say that you can say that you can say that you can say that. மரணத்துக்குளத்தின் முனையிலே உயிரையும் We are you men in the end of the day and the end of the day and the end of the day. What is that? They rose up and overcome the death. I will see you in the end of the day and the end of the day. Are you getting it everyone? When you, on, when you switch on your inner force which is the inspiration you get this glory, you get this honor, the honor comes after you I am yes. looking at the beginning of the verse that is very important, you can read this verse in the verse 13, you can read the verse of the verse the verse of the verse is the verse of the verse the verse is the verse of the verse is the verse இல்ல சொல்லுமா அஹ் ரெனிஜோவின் தண்ணீர் arginine ஆனா தானாகவே ઉત્પன்றாங்கன்னு அவங்களுக்கு திரவிய கொல்லை கிரிக்கவில்லை தானாகவே ઉત્પாயிச்சு நட்சத்திரக்கங்கள் அයனங்கள் இருந்து திசராவடி ઉત્પாய் ஓ மை காட் ஐ வாண்ட் டு ஆட் திஸ் பாயிண்ட் मेक இட் வெரி clear பட் ஐ டோன்ட் நோ whether you will understand this or not if you are inspired actually நீங்க இத பாத்தீங்கன்னா செபுலோ நப்தலி ஆசிட் i don't think so they are well equipped people but what happened during the in the in the yuddha kalathile enna nadandiruknaa vaanathin nakshathrangal avigal enna pannuda sisravodude kude yuddham panna avigal vanduda Am, you have to do, you have to understand, if you pick up your inspiration, right inspiration, what God has kept for you, God has given you the inspiration in your you. tha you life, like. <speaking> in your life, in your life, in your life, and in your life, in your life, you will talk to them for you. Who are you going to go? The stars were disaligned. thank you ji sir and the stars ela mari amukku virodhama yattam pannuchu nendral this is why many of many of them they are seeking astrology yen avargal paakrang puri d avangalukku eh amukku josiyum mattum seek pandranga na they want the stars to be aligned for them work for them but you have to understand the secret you don't want to go and check with the thing you I have to check whether you are inspired and you are arisen awake that's it hallelujah oh, for you the heavenly stars will work for your name what do they do? who can you say? who can you say? who can you say? who can you say? who can you say? வரணும் வர வைக்கப்பட்டது என்று தீர்மானித்தார் அவள் தன்னுடைய நிலவரங்களிலிருந்து அழைப்புகள் விட்டு விட்டாங்க என்ன கேட்கிற அருமையானவர்களே நீங்கள் விழிக்காமல் இழும்பாவர்கள் இருப்பீங்களா இன்னும் உங்களுடைய சிந்தனைகளுடைய மிகுதிங்கள் உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கும் டபுள் மைண்டட்னஸ் இரண்டாவது யூவில் பி பொழுதண்ணிக்கு வேலை பொழுதுன்னிக்கு உங்கள் மனதை ஃபுல்லாக பொழுதன் வேலை வேலை வேலைன்னு இருக்கும் மூன்றாவது லக்ஸூரியஸாக என்டர்டெயின்மெண்டாக லீஷராக இருப்பிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மேன்மையான இன்ஸ்பிரேஷனை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் நாம் நீங்கள் அதற்கு நிற்பீர்கள் என்றால் பிகாஸ் வானத்தின் நட்சத்திரம் உங்களுக்காக வேலை செய்ய வானத்தில் இருக்கிறதான சர்வ சேனியம் உங்கள் நிமித்தமாக உங்கள் டெஸ்டினிக்காக வேலை செய்யும் இதுல இன்னொரு படி சொல்ல போன உங்களுக்கு அதனாலதான் இந்த நாட்கள் நான் ஜெபிக்கிறது அப்படிதான் சில நேரத்தில் வேலைகள் இருக்கும்பொழுது ஜபிக்கிறது உண்டு அண்டவரை உங்களுக்கு சித்தமானவர்களை கொண்டு வாங்க கரெக்டா இதுவரைக்கும் எந்த போலக்கும் ஒரு கதையும் புலம்பாது மிகுதியக்கு விட்டு விடாதீங்க உங்களுடைய அன்றாட அடிமையாக்கிடாதி மூன்றாவது சோர் ஊட்டாதீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது சின்ன பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி இங்கே இந்த நாட்களில் இப்போ அப்போ கடைசியில் பிள்ளைங்கள் மேலே தப்பு போட்டுறோம் பிள்ளைங்கள் மேலே தப்பு கிடையாது அது வளர்க்குற விதத்தில் தான் நம்ம இருக்கிறோம் முன்னாடிலாம் அம்மா அம்மாக்கள் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு சொல்லி ஊட்டினாங்க இப்போ என்னாச்சுன்னா ஈஸியாக மொபைலை கொடுத்து தப்பா அப்பா இருப்பா ரிங்கா ரிங்கா அது என்ன சொல்லுறதோ தெரியல நடுவில் வேற எதுவும் வந்துடுது அவங்க அவங்க இப்படி பார்த்துட்டே இருக்காங்க அவங்க ஊட்டி அந்த பிள்ளை வளரும் போது எங்கே வளரும் கை இப்படி தான் பயனுதான் இருக்கும் ஐ வாண்ட் டு யூ டெல் எவ்ரி பேரன்ட்ஸ் சில்ட்ரன் ப்ளீஸ் உங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் கொடுங்க இல்லை கண்ட்ரோல்டாக நீங்கள் கொடுங்க டோண்ட் கிவ் யுவர் மொபைல் ஏன்னா வாட் மேக்ஸ் மீ வாட் மேக்ஸ் மீவன் எனக்கே வந்து ஃபீலிங் இட் வெரி டேஞ்சரஸ் ஷார்ட்ஸ்னு சொல்லும்பொழுது இட்ஸ் ஸோ ஈஸிலி யூ கெட் அடிக்டட் பிகாஸ் வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸ் யூ ஃபீல் யுவர் மைண்ட் வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நாலடி என்ன ஆகுது போடுறது they can't do any any specific things panamudila specific things panamudila <laughs> unfortunately i'm telling you in india alaga like, social media va adhigama payanpaduthura youtha nam paakrom inga oru oru oru oru ortavanga enga thiriyunda ungalku ninga few years before from a friend from america he came he, he is telling i don't use whatsapp i don't have whatsapp no எப்போ வேலையில இருந்தா கூட மெயில பார்த்துக்கிட்டு போட்டான் உட்படுமா வேலையில ஏதாவது ஒழுங்க செய்யுமா கண்டிப்பா ஆனால் தான் இப்போ அன்னைக்கு ஒரு கடையில் போறேன் கேட்குறேன் ஏதோ ஒரு காரியத்தை கே என்னை பார்த்துட்டே இருந்து எனக்கு கோபம் முகத்தை பார்த்து பேச உன் கடையை தேடி வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்த இருபத்தொன்னு நூற்றாண்டுல ஒருத்தன் போய் லாரியில் நின்று ஆடியோ பாடியோ கீழே வந்து இறக்குற அளவுக்கு இருக்குன்னா ஐ எம் ரியலி கன்சர்ன் அபவுட் திஸ் ஜென்ரேஷன் I am really concerned about this generation. What sort of generation we are making up? What sort of generation we are making up? An inspired generation was built in an inspired society. Amen. Hallelujah. All of us are going to come to the world. All of us are saying that.